வணக்கம் பேங்க் நிப்டி 1 மினிட் சார்ட் டூஸ்டே மார்க்கெட் நைன் பிப்டீன் ஏஎம் மார்க்கெட் ஓப்பன் ஆன மினிட்ல நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகுது சோ கிரீன் கலர் கேண்டல் ஓப்பன் ஆயிட்டு பை எட் ஃபார்ட்டி டூ நைன் செவன்டி எயிட் அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கட் நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேல செகண்ட் டார்கட் 200 ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்ல இந்த சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரட் ஆயிட்டு வரும் இன்னைக்கு மார்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் ஆப் மார்க்கெட் ஓப்பனிங் அது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி 43,000 தௌசண்ட் ரேஞ்ச் அந்த ஓப்பன் ஆச்சு பட் அங்கிருந்து மார்க்கெட் கீழ தான் வந்துச்சு பெருசா பார்ட்டி த்ரீ தௌசண்ட் பிரேக் பண்ணி மேல ஏறவே இல்ல ஃபார்ட்டி ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் மாதிரி பதைக்கு மார்க்கெட்னுடைய அப்சர்வேஷன் இப்ப பாத்த வரைக்கும் நமக்கு இந்த பார்ட்டி த்ரீ கொஞ்சம் நல்லா மேல ஏறுச்சுனா மட்டுந்தான் ஈஸியா மார்க்கெட்டால மேல வந்து போக முடியும் இல்லனா மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்கு ஏன் இந்த ரீசன் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பெரிய ரவுண்டான ரேஞ்ச் வரும்போது அது ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் சோ இந்த 43,000 த்ரீ தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஏறுதான்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த சாட்ல லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து நீங்க அந்த கால் பார்த்துட்டு உங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லையா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நைன் பிப்டீன் முன்னாடியே ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணி வச்சுட்டு லைவ் மார்க்கெட்ல ஆட்டோ ட்ரேடிங் உங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட்ல பண்ற மாதிரியும் செட் அப் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்க்கு வாட்ஸ்அப்ல ஹேங் மெசேஜ் அனுப்புங்க இப்போதைக்கு வந்து பைக் கால் கொஞ்சம் மேல வர மாதிரி இருக்கு இது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் ஜெனரேட் ஆயிட்டு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நைன் தேர்ட்டி வரைக்குமே ஒரு பிளாட் ட்ரேடிங்ல தான் போச்சு பட் இப்ப லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மொமென்டம்ல ஏறதுல இப்ப பாத்தீங்கன்னா செவன்டி வரைக்கும் போயிருக்கு ஒரு நைன்டி பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் வந்து நமக்கு இப்ப டைம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஆகுது சோ ஒரு அப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது சோ டவுன் சைட் பிரேக் அவுட் நமக்கு இப்ப ஒரு செல் கால் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு சோ பை கால்ல இருந்து கால் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பாத்தீங்கன்னா செலுத்தி டூ தௌசண்ட் வந்துச்சு இது டவுன் சைட்ல பார்ட்டி இந்த செல் கால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டென் ஓ அப்புறமா மார்க்கெட்னுடைய மூவமெண்ட் சேஞ்ச் ஆனால ஜெனரேட் ஆயிருக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே சிக்னல் வந்து கொடுத்துடும் அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி வரும் செல் கால் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மொமெண்டம் தான் மார்க்கெட் ஒரு பிளாட் ட்ரேடிங் தான் போச்சு இப்பதான் வந்து ஒரு லெவன் ஓ அப்புறம் லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மார்க்கெட் கண்டினியூஸ் ஆயிர லெவன் டுவென்ட்டி போல ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கிடைச்ச பேங்க் நிப்டினுடைய பைசல் கால்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீடைல் நாங்க சென்ட் பண்றோம் பண்ண மூலியமா டெய்லி இப்ப வீடியோ பாக்குறீங்களா அந்த மாதிரி சார்ட்ட வாட்ச் பண்ணுவீங்க அல்ல வர கால்ஸ் ஏத்த மாதிரி ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இல்ல ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான் இந்த சார்ட்டோட சஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல ஹேண்ட் சென்ட் பண்ணுங்க